வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் கலைச்சல்வி மீன ராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பத்தி தான் பிறப்பு முதல் இறப்பு வரை உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் தெரிந்து கொள்ள இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுமே வந்து மீன ராசியில தான் வந்து விழுதுங்க அதாவது மீன வீட்டுலதான் வந்து விழுது அப்ப மீன வீட்டுக்கு அதிபதி உத்திரட்டாதி நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு அதிபதி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் என்ன பண்ணுவாரு நீதி நேர்மை நாணயம் கரெக்டா நடந்துக்கணும் கரெக்டா செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க அது உங்க கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையான கேரக்டர் தான் கோவப்படுவீங்க அதிகமா இருந்தாலும் எந்த இடத்துல அனுசரிச்சு போகணுமோ கண்டிப்பா அனுசரிச்சு போய்பீங்க சொன்னா புரிஞ்சிக்கக்கூடியவங்கதான் நீங்க ஏன்னா உங்களுக்கு எதிர செயல்படுறாங்க ஒரு இடத்துல அப்படின்னா அந்த இடத்துல டக்குன்னு உங்களுக்கு கோவம் வந்துடும் ஏன் கரெக்டா நடந்துக்க மாட்டீங்கல்ல ஏன் அவங்க கரெக்டா நடந்துக்கல அப்படின்ற மாதிரி சட்டன்னு கோவப்பட்டுருவீங்க மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டீங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி கரெக்டா நடந்துகோன்னா கரெக்டா நீதி நேர்மைன்னு சொல்றேன் இல்லைங்களா அது பர்ஃபெக்ஷனா இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கோம் மத்தவங்களும் அப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க ஆனா எல்லாமே உங்களை மாதிரி வர முடியுங்களா கரெக்டா இருக்க முடியுமா கண்டிப்பா இருக்க முடியாது ஆனால கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போறது நல்லது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரில்லியண்டா இருப்பீங்க பிரில்லியன் ஸ்டூடென்டா இருப்பீங்க நல்ல பேச்சாற்றல் நிறைய இருக்கும் பேச்சு திறமை நல்லா இருந்திருக்கும் ஒரு சட்டன் ஏஜ்க்கு மேலதான் பேசிருப்பீங்க குழந்தைங்க ரொம்ப அமைதியா இருப்பீங்க சமத்து குழந்தையே சொல்லுவோம் இல்லைங்களா பேச்சு கேட்டுட்டு அமைதியா இருக்கவங்க குழந்தைங்க அந்த மாதிரி ரொம்ப அமைதியா இருப்பீங்க நீங்க டிஎன்ஏ படி பாத்தீங்கன்னா சந்திரனோட கர்மம் வாங்கிருக்குங்க அதனால அம்மாவோட அரைவணைப்பு அம்மாவோட பாசம் முழுமையா வந்து உங்களுக்கு கிடைக்காது அதான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் எடுத்துக்கலாம் ஒருவேளை அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து லக்ன புள்ளியிலும் லக்னாதிபதியாகவும் இருந்தாலும் இது பொருந்தும் அதுதான் தெளிவா ஒவ்வொரு வீடியோவும் நான் கொடுத்துட்டு இருக்கேன் கவனமா பாருங்க அது உங்களுடைய ஜாதகத்தை ஜனகால ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்க அதாவது லக்ன புள்ளியும் லக்னாதிபதியும் உத்தரட்டாதி வந்து உட்கார்ந்து இருக்கா அப்படின்றத நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் இந்த உத்திரட்டாத உட்காரும்போது என்னென்ன பிரச்சனைகள் சந்திப்பீங்க நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனோட கர்மா வருது அப்ப அம்மா பாசத்துக்கு தாய் பாசத்துக்கு ஏக்கம் ஏங்குவீங்க அதாவது ஒரு வீட்டுல ஒரு மூணு குழந்தைங்க இருக்கும் அதுல ஒரு குழந்தையா நீங்க இருப்பீங்க பெண்ணோ ஆணோ ஆனா அம்மா வந்து நீங்க எப்படியும் பொழைச்சுப்பீங்க நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அம்மா கண்டுக்க மாட்டாங்க மற்ற ரெண்டு குழந்தைங்களைதான் ரொம்ப பாசமா பாத்துப்பாங்க அப்ப உங்களுக்கு வந்து அந்த ஏக்கம் போறோம் நல்ல பிரில்லியா இருப்பீங்க குழந்தையில பாத்துப்பாங்க வளர வளர உங்களுக்கு அந்த பாசம் கிடைக்காது பாசத்துக்கு அதே மாதிரி தாய் தகவல்க்கு பிரிஞ்சு வெளியூர்லயோ இல்ல அதிகோ பண்ணக்கூடிய டைம் வந்து அமைஞ்சிடும் சிறு வயசுலயே அதர் கண்ட்ரிக்கு போறதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதே மாதிரி டீச்சிங் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேங்க் ஒர்க்ல இருக்கலாம் நீங்க இருக்கிறது ஏன்னா குருவோட வீடு இல்லைங்களா மீன ராசின்றது குருவோட வீடு இது சனி பகவானா இருக்கிறதுனால லாயரா இருக்கலாம் ஜட்ஜா இருக்கலாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆடிட்டராக இருக்கலாம் கரெக்டா விஷயம் நடந்துக்கிற மாதிரி அதாவது பிசினஸ் எதுவுமே படிக்கல பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா பிசினஸ்ல டாப்பரா இருப்பீங்க பிஸ்னஸ்ல லீடிங் பிஸ்னஸ் இருப்பீங்க நிறைய விஷயங்கள கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு அந்த ஆவல் வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக்கணும் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கணும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேட் வந்து அதில் தான் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சிறு வயசுலேயே லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆன ஃபெயிலியர் ஆ அதிகமாக பார்த்துருப்பீங்க நீங்கள் விரும்புவீங்க அந்த பொண்ணும் பயணம் உங்களுக்கு கிடச்சிருக்காது அது லவ் ஃபெயிலு நிறைய சொல்லலாம் உங்களுக்கு அதனால் அது மூலியமாக மன கஷ்டங்கள் குழப்பங்கள் எல்லாம் சின்ன வயசுலயே வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே ரொம்ப நல்ல நட்சத்திரம் நாங்கள் அது இல்லாமல் கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு போதிக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் தான் இருப்பீங்க போதனைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு டீச்சிங் ப்ரொஃபசனாக இருந்தால் போதிக்கிறது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது அது மாதிரி இறை ஆற்றல் இறை சிந்தனையில் மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்கறது ஹீலிங் சொல்லிக் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது மாதிரி வந்து யோகா சொல்லி கொடுக்கறது அந்த மாதிரி டீச்சராக இருப்பீங்க வந்து உயர்ந்திருப்பீங்க யோகால இருக்கீங்க யோகா மாஸ்டரா இருப்பீங்க மெடிடேஷன்லாம் தியானத்தில் ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருப்பீங்க நீங்க ரொம்ப டாப்பராக இருப்பீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு கிளியராக பேசுவீங்க அது இல்லாமல் பேச்சாட்டல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்ககிட்ட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருக்கும் கோவப்படுவீங்க நடவங்களும் கரெக்டா நடந்து மனரீதியாலும் சரி நிறைய விஷயங்களை கஷ்டப்பட்டுதான் உங்க வாழ்க்கைய கடந்து வந்திருக்கணும் நீங்க பிறக்கும் போதே சனி திசைதான் அதாவது சனி திசை அப்படின்னா கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படுத்தும் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் நீங்க போவீங்க அதான் குழந்தைன்னு சொன்ன சமத்து குழந்தையா இருப்பீங்க அமைதியா இருப்பீங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா வந்து சனி திசை வர்றதுனால அதாவது முதல் பாதத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மூன்று நான்கு பாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வருடம் தான் இருக்கும் முதல் ஐந்து வருடம் வந்து குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஆக்டிவ் ஆயிடும் அதுக்கப்புறம் புதன் திசை வந்திருந்தது இல்லைங்களா புதன் திசை உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கும் ஃபர்ஸ்ட்டு சனி திசை தான் வருது பத்தொம்பது வருஷமும் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க ஏன்னா உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் மகர லக்னமாக இருந்து கும்ப லக்னமாக இருந்தீங்கன்னா இந்த சனி பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு சனி திசையை உங்களுக்கு டாப் மோஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட் ரேங்கில் தான் நீங்கள் வருவீங்க நல்லா படித்து நல்லா பெரியால வருவீங்க அதே வேற லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ராபேக் தான் கொஞ்சம் படிப்பில் மந்தத்தன்மோ மந்தத்தன்மை வருது கொஞ்சம் நம்ம யோசிக்காமல் இருக்கிறது நம்ம படிப்பை பத்தி யோசிக்கிறதே இல்லை மைண்ட் ஃபுல்லாவே வந்து வீட்டு குடும்பத்தை பத்தியா இருக்கும் அந்த மாதிரி என்ன சில குழந்தைகள் படிக்காம போகலாம் அது அவங்களுடைய ஜனகால ஜாதத்தை பார்த்தா தான் தெரியும் ஏன்னா அவங்களுடைய படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வி உயர்கல்வி பிஹெச்டி இந்த மாதிரி மூணா மூணு பிரிவா பிரிக்கலாம் அதை இடத்தை பார்க்கணும் நான்காம் இடத்தை பார்க்கணும் ஒன்பதாம் இடம் பிஹெச்டினா பதினோராம் இடம் இது எல்லாமே நம்ம பார்த்தா மட்டும்தான் இவங்க கரெக்டா படிச்சுட்டு வந்திருக்காங்களா கரெக்டா செட்டில் ஆயிருக்காங்களான்னு நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி இவங்க சின்ன வயசுலேயே நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டு மன ரீதியான உளைச்சல்கள் கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்திருக்கணும் புதன் திசை பதினேழு வருடம் பத்தொம்பது வருஷம் வந்து நல்லா ஸ்கூல் டேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லபடியாக முடிச்சு காலேஜ் டேஸ் வருது புதன் திசை வருது நல்ல ஒரு ரேங்க் ஹோல்டராக தான் வருவாங்க நல்லா படித்து ஒரு ஒரு கெட்டிகாத்தனமாக இருப்பீங்க அந்த ஜாப் வந்து கரெக்டாக காலேஜ் முடிச்சு இவங்க போய் உட்கார டைமாக இருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வயது வந்துடுது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வந்து லைஃப்பில் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பாங்க அதனால இவங்க கூட பழகுறவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரச்சனை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா லவ் ஃபெயிலியர் நிறையா ஆகும் அதனால் பெண்களோ பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கரெக்டானபடி நீங்கள் பேசிட்டு போகிறது நல்லது கரெக்டாக நீங்கள் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு கரெக்டா வருது நல்லது அடுத்து முப்பத்தி ஆறு வயதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேது திசை நடக்குது அந்த டைம்ல வந்து மன குழப்பத்தை கொடுக்கும் மன வாழ்க்கை பாதிப்பு ஏற்படும் அதாவது முதல் பாதத்துக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப மூன்று நான்கு பாதங்களா இருந்தா படிப்புலேயே படிக்கும் போதே உங்களுக்கு கேது திசை வந்து முடிஞ்சிடும் ஆனா இந்த கேது திசையில தான் கல்யாணமே பண்றீங்க சில பேருக்கு லேட் மேரேஜ் நடக்கும் இல்ல மேரேஜ் நடந்தது ஒரு பத்து வருஷம் இருக்கலாம் அதுக்கப்புறம் கேது திசை வரும் இது முதல் பாதத்துக்கு தான் பொருந்தோம் நான் சொல்றது அதம உங்க ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் அந்த கேது திசையில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு வருடம் வருது சொன்ன அதுல வந்து நிறைய போராட்டமான ஒரு வாழ்க்கையா இருக்கும் லைஃபே வந்து ரொம்ப ட்ராஜடியா இருக்கும் என்னடா எது பேசினாலும் வீட்டில் பிரச்சனை எது சொன்னாலும் பிரச்சனை டக்கு டக்கு டக்குன்னு கோவப்படுறாங்க நம்மளே கோவப்படுற எப்படி ஆப்போசிட் பார்ட்டினா நம்ம ஹஸ்பண்டோ ஒய்ஃபாக இருந்தாலும் சரி அவங்க டக்குன்னு கோவப்பட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாம் வரும் நீங்க அதை பேஸ் பண்ணிட்டு தான் வந்தாகணும் வேற வழி இல்லை இந்த குலதெய்வ வழிபாடு நீங்க விநாயகர் வழிபாடு நீங்க ஹெல்த் கரெக்டா பாத்துக்கணும் கேது திசையில ஹெல்த் ப்ராப்ளம் கண்டிப்பா வரும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதுக்கப்புறம் குடும்பத்தில் பிரச்சனை வரும் இது ரெண்டுமே முறியடிச்சு வரணும்னா குலதெய்வ வழிபாடும் விநாயகருடைய வழிபாடும் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் யாருக்கும் நான் பரிகாரம் சொல்ல உங்களுக்கு தான் சொல்றேன் நாப்பத்தி மூணு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கர திசை இருபது வருடங்க சுக்கரதிசை உங்களுக்கு அட்டகாசமா இருக்கும் உங்களுக்கான மீன லக்னமா இருந்ததுன்னா சுக்கரதிசை உங்களுக்கு சரியா வேலை செய்யாது ஏன்னா மூன்று குண்டான் அதிபதியும் எட்டு குண்டான் சரியா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு சுக்கரன் அதே மேஷ லக்னமா இருந்த இல்ல ரிஷப லக்னமா இருந்தீங்கன்னா கூட இது ஒர்க் அவுட் ஆகும் துலா லக்னமா இருந்ததுன்னா சூப்பரா இருக்கும் இந்த சுக்கரதிசை இந்த லக்னம் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க மீன லக்னமா இருந்தீங்க மீனராசி மீன லக்னமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சுக்கரதிசை உங்களுக்கு இந்த இருபது ஆண்டு காலம் வந்து உங்களுக்கு கடுமையா போராடிதான் நீங்க வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் சுச்சுவேஷனா இருக்கும் நல்லா லைஃப்ல செட்டில் ஆயிடுவீங்க ஆனா மன பிரச்சனைகள் உடல் பாதிப்பு டிசீஸ் ஹெல்த் ப்ராப்ளம் தான் அதிகமா வரும் உங்களுக்கு நல்லாவே இருப்பீங்க லைஃப்ல செட்டில் ஆயிடுவீங்க ஆனா ஹெல்த் இஷ்யூஸ் தான் அதிகமா இருக்கும் அதை தயவு நீங்க ஹாஸ்பிட்டல் போய் ஆரம்பத்துல காட்டிட்டு வர்றது நல்லது கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு அதுக்கு மேல சூரிய திசை வருது வந்து ஒன்னும் அட்டகாசமா இருக்கும் அறுபத்தி மூணு வருடம் ஒன்பது வயது அறுபத்தி மூணு அறுபத்தி ஒன்பது வயதுக்குள்ள உங்களுக்கு சூரிய திசை ரொம்ப அட்டகாசமா இருக்கும் சூரிய பகவான மனதுல நினைச்சுக்கிட்டு நீங்க அதை வேண்டிகிட்டு நீங்க செயல்படுத்தினீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் வெற்றிகரமா முடிக்கலாம் இந்த அறுபத்தி ஒன்பது வயது ஆயிடுதுங்களா அதுக்கப்புறம் சந்திர திசை பத்தாண்டு காலம் ஒன்பது வந்து சந்தோஷமா இருப்பீங்க ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே அடைஞ்சிருவீங்க அந்த வயசுல அறுபய் அறுபது வயதுக்குள்ளேயே நீங்க அடைஞ்சிருவீங்க இருந்தாலும் ஒரு சில போராட்டமான ஒரு விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துட்டு சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த விஷயமா போட்டு யோசிச்சு எடுத்து வச்சிருங்க அறுபது வயதுக்கு மேல கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது எழுபது வயது ஆயிடுது சந்திர திசை வந்துருது பத்தாண்டு காலம் சந்திர திசை கிட்டத்தட்ட எண்பது வயது வந்துருதுங்க சந்திர திசை சந்திர திசை அட்டகாசமா இருக்கும் எனக்கு தாண்டி போற வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி கோயில்கள் நீங்கள் அதிகமாக வந்து பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்து அறுபது வயதுக்கு மேலேயே உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருது நிறைய கோயில்களுக்குலாம் போயிட்டு வருவீங்க அதர் கண்ட்ரிக்கு போகக்கூடிய சொல்லலாம் அந்த சந்திரதிசையில் நீங்கள் கடல் கடந்து போறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் செவ்வாயிசை வந்துருது கம்ப்ளீட்டாக வீட்டில் ரெஸ்ட் எடுப்பீங்க ஏழு வருடம் வந்து எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு வயது வந்துருது கம்ப்ளீட் ரெஸ்ட் ஆனால் அப்பயும் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்பீங்க வீட்டில் ரெஸ்ட்ல இருந்தாலுமே உங்க வீட்டுல ஏதாவது ஒரு விஷயம் ஆக்டிவா தான் இருப்பீங்க ஆனா ஏதாவது ஒரு விஷயம் உங்க லைஃப்ல வந்து பண்ணிட்டே தான் இருப்பீங்க எந்த செயலும் வந்து அங்கங்காது கரெக்டான படி நீங்க ஹெல்த்தை மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி அந்த கோயில் வழிபாடு நீங்க கண்டிப்பா பண்ணணும் தியானம் கண்டிப்பா செய்யணும் ஏன்னா டென்ஷன் அதிகமா டென்ஷன் ஆவீங்க கோவப்படுவீங்க இதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஏதா சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஜிவன் எனப்பே கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்